வணக்கம் சார் திருச்சியிலிருந்து செல்வகுமார் என்ற நபர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதை படிக்கிறேன் சார் ஹலோ சார் என் பெயர் செல்வகுமார் நான் திருச்சியில் ஒரு சொந்தமாக அரிசி ஆலை ரைஸ் மில் வைத்துள்ளேன் சமீபத்தில் மற்றொரு அரிசி ஆலையை நாமக்கல்லில் அமைத்திட திட்டமிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றேன் அதனால் திருச்சி அரிசி ஆலையை என்னுடைய ஆலையில் பணிபுரியும் மேலாளர் அதாவது மேனேஜர் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு புதிய அரிசி ஆலை அமைப்பது சம்பந்தமாக நாமக்கல்லில் கடந்த இரண்டு மாதமாக தங்கி தங்கியிருக்கிறேன் திருச்சியில் நான் நம்பி ஒப்படைத்துவிட்டு வந்த மேனேஜர் ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள் செய்து சுமார் 5 லட்சம் ரூபாய் கையாடல் செய்துவிட்டார் மேலும் நூறு அரிசி மூட்டைகளையும் திருட்டுத்தனமாக விற்பனை செய்து இருக்கின்றார் இது சம்பந்தமாக கையும் களவுமாக அவரை பிடித்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் மிகவும் சாமர்த்தியமாக நான் அவரை தேவையில்லாமல் கடுமையாக திட்டி அவரை ஒரு குறிப்பிட்ட தேதியன்று ஆயுதத்தால் தாக்கினேன் என்று அவரே தன்னை காயப்படுத்திக் கொண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு காவல் நிலையத்தில் என் மீது புகார் செய்து இருக்கின்றார் நான் அவரை தாக்கிவிட்டு அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர் மீது திருட்டு குற்றத்தை அத்துமீறி சுமத்துகிறேன் என்று கூறி இந்த குறுக்கு வழியை எடுத்து இருக்கின்றார் அவர் கையாடல் செய்ததற்கும் அரிசி மூட்டைகளை கடத்தியதற்கும் தகுந்த ஆதாரம் மற்றும் சிசிடிவி கேமரா பதிவுகள் உள்ளன காவல்துறை உள்ளூர் அரசியல்வாதி வற்புறுத்தலினால் தன் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்கின்றது இந்த நிலையில் நான் என்ன செய்யலாம் என்று கூறி உதவிடுங்கள் சார் நண்பர் செல்வகுமார் அவர்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியமில்லை புகார் செய்திட தயக்கமும் அடைய வேண்டாம் நீங்கள் இரண்டு மாதமாக புதிய அரிசி ஆலை அமைப்பது சம்பந்தமாக நாமக்கல்லில் தங்கியிருந்தீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் உங்கள் மேனேஜர் இந்த குறிப்பிட்ட நாளன்று நீங்கள் அவரை தாக்கியதாக குற்றம் சாட்டி புகார் அளித்திருக்கிறார் அல்லவா அந்த குறிப்பிட்ட நாளன்று நீங்கள் நாமக்கல்லில் தான் இருந்தீர்கள் என்பதற்கு உரிய ஆதாரங்களை முழுமையாக தெளிவாக உறுதியாக சேகரியுங்கள் அந்த வகையில் அவர் அளித்துள்ள புகார் பொய்ப் புகார் என்று அவர் மீது விசாரணை அவருக்கு எதிராக திரும்பும் INDIYA THANDRANAY CHATTA PIRIVU 31 SECTION 381 IN THE INDIAN PINAL CODE THEFT BY CLERK OR SERVANT OF PROPERTY IN POSSESSION OF MASTER WHOEVER BEING A CLERK OR SERVANT OR BEING EMPLOYED IN THE CAPACITY OF A CLERK OR SERVANT commits theft in in respect of of of any property in the possession of his master or employer shall shall be be punished with imprisonment of either description for a term which may extend to seven years and shall also இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூற்று எண்பத்தி ஒன்று அதாவது ஒருவரிடம் பணியாளராக அல்லது எழுத்தாளராக பணிபுரியும் ஒரு நபர் தம்முடைய முதலாளியின் பொருளை திருடினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை அபராதமும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் அவதேஷ் எதிர் ஸ்டேட் ஆப் யூ பி மற்றும் பலர் இரண்டாயிரத்தி பத்தொன்போது ரத்தன் சிங் எதிர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டேட் எதிர் டபிக் இரண்டாயிரத்தி ஒன்பது போன்ற வழக்குகளில் தண்டனை காலங்கள் வேண்டுமானால் மாறியிருக்கலாம் ஆனால் தண்டனை நிச்சயமாக விதிக்கப்பட்டது ஆமாங்க உங்களுடைய மேனேஜர் செய்துள்ள கடுமையான குற்றம் அவர் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் தப்பிக்க முடியாது எனவே தகுந்த ஆதாரங்களுடன் அவர் சுமத்திய பொய்ப்புகாருக்கும் அவர் செய்துள்ள திருட்டு குற்றத்திற்கும் உடனடியாக ஒரு புகாரினை காவல் நிலையத்தில் பதிவு செய்திடுங்கள் திருச்சி மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி நாமக்கல் மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி ஆகியோரிடம் தனித்தனியாக அதன் நகல்களை அளித்திடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கையாடல் செய்த நபர் தண்டிக்கப்படுவார் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் எல்லாவித ஆதாரங்களும் உங்களுக்குத்தான் சாதகமாக உள்ளது உடனடியாக ஒரு அனுபவம் வாய்ந்த வடக்குரைஞர் மூலம் நடவடிக்கை எடுத்துடுங்கள்